தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கையில் எல்லா அம்சங்களும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன ஒரு கக்கண்டின் எந்த பகுதியை நாவில் வைத்தாலும் இனிக்கும் அதைப்போல வரவு செலவு அறிக்கையின் எல்லா அம்சங்களும் இனிக்கின்ற அம்சங்களாக அமைந்திருக்கின்றன சொன்னதை செய்வோம் என்ற முதல்வருடைய முழக்கத்திற்கு ஏற்ப குடும்பத் தலைவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் நாள் குறித்து அறிவிக்கப்பட்டதோடு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது மாணவ செல்வங்களுடைய கல்வி உயர காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது கோவையில் செம்மொழி பூங்கா மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் பத்திரப்பதிவு கட்டணம் பாதியாக குறைப்பு இ பல கோயில்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நிதி ஒதுக்கீடு என ஒவ்வொரு அம்சமும் எல்லோரும் போற்றுகின்ற வகையில் முதல்வருடைய முழக்கங்களை நிறைவேற்றுகிற வகையில் இந்த வரவு செலவு அறிக்கை அமைந்திருப்பதை கரூர் திருக்குறப்பேரவை போற்றி வரவேற்கிறது பாராட்டுகிறது அனைவருக்கும் வணக்கம் நான் சரவணன் ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ் உரிமையாளர் இப்போ நம்ம தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கிய அம்சமாக பார்க்கக்கூடிய இது என்னன்னு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய திட்டங்காக அந்த கிராமத்தில் இருக்கிற குளங்களையெல்லாம் தூர்வாரது இந்த தூர்வாரும் பட்சத்தில் நிலத்தடி நீர் நல்லா ஊறி விவசாயிகளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்காது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத அரசியலுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்க அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக என்னோட பார்வைக்கு படுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நமது நமது தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை வந்து கொடுத்ததன் மூலமாக வரலாற்றில் இடம் பிரிச்சிட்டாரு இனி வந்து இந்த மதிய உணவு திட்டம் போல் காலை உணவு திட்டங்களும் வந்து பொதுமக்களிடையே சிறந்த வரவேற்புங்கிறது என்னோடய கருத்து அப்புறம் பற்றி பார்த்திங்கன்னா சேலத்துக்கு ஜவுளி பூங்கா கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ கொங்கு மண்டலத்தை பார்த்திங்கன்னா கரூர் திருப்பூர் ஈரோடு இதெல்லாமே ஜவுளி பூ ஜவுளி இருக்கும்போது சேலமும் அதில் இணைஞ்சிக்கிது அப்படிங்கும்போது இந்த இந்த கொங்கு மண்டலம் வந்து மிகப்பெரிய வர்த்தகத்தை வந்து பெறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதே வந்து நம்மளுடைய கரூர் நாயகன் திருமுக செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சீரிய முயற்சினால் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கோவை மா மாவட்டத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டாந்துருக்கிறாரு அது கொண்டாந்ததன் மூலமாக அந்த கோவை மாவட்டத்தினுடைய அதே போல் அவிநாசி அத்திக்கடவு அவினாசி திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவருடைய சீரிய முயற்சியில் நடைபெற்று இந்த பேட்டி மூலமாக அவருக்கு வந்து இன்னொரு இன்னொரு கோரிக்கையும் நான் வச்சுக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் வேணுங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை அனைவருமே வந்து இப்போ எல்லா ஊருக்குமே வெளியில் போகிறதுக்காக திருச்சியோ கோவையோ போயி தான் போகிற மாதிரி இருக்குது அதை வந்து இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த இந்த ஆட்சியினுடைய மீதி அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு இந்த நான் ரொம்ப நம்பிக்கிட்டுருக்கிறோம் ஆக மொத்தத்தில் வந்து இந்த யாரையும் இந்த பட்ஜெட் வந்து யாரையும் பாதிக்காத சிறப்பான பட்ஜெட்டு ஒரு விருந்தில் வந்து அனைத்து அம்சங்களும் அறுசுவை கூடிய விருந்து இருக்கிறது போல் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்து இருக்கிறது போல இந்த பட்ஜெட் வந்து யாரையுமே வந்து பாதிக்காமல் யாரும் குறை சொல்லாத சிறப்பான பட்ஜெட் அப்படிங்கிறது என்னோட கருத்து பட்ஜெட்டு போட்ட தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கொள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் தாங்கள் அறிவித்த இந்த நல்ல திட்டங்கள் பலவும் இருக்க எங்களுக்கு குடும்ப தலைகளான எங்களுக்கு இந்த மானியத்தை வழங்கி உங்களுக்கு கோடான கூடி நன்றி நான் வந்து இந்த அரசு காலனி கரூர் மாவட்ட நகரத்தில் இருக்கிற அரசு காலனி பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த மானியம் அறிவிச்சது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் பல திட்டங்களை எங்களுக்காக செயல்படுத்துமாறு ஐயா அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதத்தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது இருந்திருந்தால் எங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பஸ் செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ நோட்டுக்கோ ஏதோ ஒரு சின்ன சின்ன வா பொருட்களை வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இதுவும் பல திட்டங்கள் இன்னும் அறிவிச்சிருக்காங்க எனக்கு இருக்கிறாங்க மானிமம் அது கேஸ் வயலை அதிகம் உயர்ந்துக்கிட்டு போகிறதும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது